பெருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் அருள்வாயீஸ்வரனே அன்பே அருணாச்சல சிவனே அதில் பிடித்தவனே மானிடர் யாரையும் மான் ஏ பாய் மானிடர் யாரையும் மான் ஏப்பாய் மலையன எழுதவனே எங்கள் அருணாச்சல சிவனே பொ பாம்பனி மாலையை அணி கிருபாகரணே பாலூரும் எங்கள் பக்தி பிரவாகத்தை பாலூறும் எங்கள் பக்தி பிரவாகத்தை அணிவாயவசியமே எங்கள் அருணாச்சர சிவமே அன்பேனும் நூல் கொண்டு ஆடைத் தருகிறோம் அன்பேனும் நூல் கொண்டு ஆடை தருகிறோம் அணிந்திடு அரவிந்தமே எங்கள் அருணாச்சல சிவமே நஞ்சினை சுவைத்தவ அமுதம் போல்யங்கள் மனம் உள்ளதே அமுதம் போல் எங்கள் மனமுள்ளதே அதை நீ அருந்திடுமே எங்கள் அருணாச்சல சிவமே இன்னும் செல்லும் குருமணியே ஏழைகள் இதயம் தானி ஏழைகள் இதயம் வாகனம் தானி ஏரிட மனதில்லையோ அருணாச்சல சிவமே கரை மத்தளம் புடுக்கையும் வாசிக்கும் விமலேசா எங்களின் நெஞ்சகம் வாசித்து பழகிட எங்களின் நெஞ்சகம் வாசித்து பழகிட நேரம் உமக்கிளையோ சொல்வாய் அருணாச்சல சிவமே கையில் நெருடன் ஆடிடும் கோதே அம்பலம் போயங்கள் நிஞ்சகம் உள்ளது அம்பலம் போல்யங்கள் நிஞ்சகம் உள்ளது ஆடிடுவாய்வுடனே எங்கள் அருணாச்சல சிவனே கங்கையை செஞ்சடை நீதினில் கொண்ட குணாநிதியே உம் திருவாசலில் ஆயிரம் கங்கையை உம் திருவாசலில் ஆயிரம் கண்களில் ஊரிடுமே அது குழி சிவமே இடப்புறம் சுமந்தவனே தாயினை சுமந்தனி பிள்ளையை விடுவது தாயினை சுமந்தனி பிள்ளையை விடுவது நியாயமொயீஸ்வரனே ஏப்பாய் அருணாச்சர சிவனே சிவ மணம் வீசுது தினம் தினம் அறிவாயமரேசா உம்டன் கலந்திடும் நாள் சொல்லிடு உம்முடன் கலந்திடும் நாள் சொல்லிடு வரவதைவுடன் தருமே எங்கள் அருணாச்சர சிவமே டுக சிவமே சிவமே தருவாய் நலமே சிவமே சிவமே தருவாய் நலமே அபயம் தாரணே எங்கள் அருணாச்சல சிவனே ஓரிடம் வேண்டும் கருபாயீஸ்வரனே அன்பே அருணாச்சர சிவனே நரண சிவசிவமோ ஓம் நரகர சிவசிவோ அபயம் அபயம் அண்ணாமலை அரநரசிவோ ஓம் அரநரசிவோ